ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது யூனிக் பேட்டர்ல இருக்கக்கூடிய சப் சில் சாரீஸ்ங்க ஒரே பேட்டர்னில் நைன் கலர்ஸ் ஆஃப் சாரிஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது எல்லாமே பியூசில் சாரீங்க ஹேண்ட்லூம் வீடுங்க கைத்தறில நெசவு பண்ணிருக்கக்கூடிய பியூர் சில்க் சாரிங்க ஃபர்ஸ்ட் சாரி அப்படிங்க செவன் ஃபோர் ஃபைவ் ஆஃப் சேரீ பீச் கலர்லையும் பல்லூன் பிளவுஸ்ன்னு பார்த்துட்டீங்கன்னா Pastel blue இருக்குங்க. புட்ட, சின்ன ஒரு, ஒரு, அந்த Silver ஒவ்வொரு சாரி கூட கட் ஆகும் Body of Sari Lavender, Pallu படுவன் ப்ளவுஸ் டார்க் பிங்க் ஸோ ஒரே பேட்டர்ங்கிறதுனால நான் இந்த சரியோடைய கலர் வந்து ரிப்பீட் பண்ணலங்க பிகாஸ் எல்லா சேரீலையுமே ஒரே மாதிரியே தான் கோல்டு சில்வர் ரெண்டு டெஸ்டு ஜரிலேயுமே கூட்டாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக வருங்க எங்கள் சேரீடைய லென்த்துன்னு பை பார்த்துட்டிங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் பாடி ஆஃப் சேரீயும் பாயிண்ட் செவன் மீட்டர் லென்த் ஆஃப் ப்ளவுஸும் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வித் சாரி அண்ட் ப்ளவுஸும் இருக்குங்க ஸாரீ நம்பர் செவன் ஃபோர் இந்த 747ல, ஃபோர் செவனில் கலர் ப்ளவுஸ் ஸ்டீல் ப்ளூலையும் பாடியம் சேரீ பிரைட் பிங்க் கலர்லையும் இருக்குங்க செவன் ஹண்ட்ரட் அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு இந்த சாரியுடைய பிக்சரோ அல்லது வீடியோவோ எடுத்துட்டு நேரில் கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சாரீஸ் வந்து அவைலபிளி இருக்காதுங்க ஏன்னா நம்ம இப்போ ஆன்லைன்ல யூடியூப்ல ஷோ பண்றோம் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்றோம் அப்படிங்கும் போது மேக்ஸிமம் சாரீஸ் வந்து புக் ஆயிரும் அப்படி இருக்கும் ஷாப்ல நேரடியாக காட்டுறதுக்கு முடியாதுங்க नबर, 748. dark pink ink blue google pay, paytm, account transfer. இருக்கு, பண்ணி பண்ணிக்கலாம் ாலும்ர்ச்சேஸ் இதே கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு சாரி தான் அட் நீங்க புக் பண்ண முடியும் அந்த சாரி புக் பண்றதுக்கும் த்ரீ ஹண்ட்ரட் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணாதான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய பைஸ் என்னவோ அதை நீங்க கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம் இப்போ நீங்க பாக்குறது சாரி நம்பர் செவன் ஃபோர் நைன் டார்க் பிங்க் கலர்லேயும் பாடி ஆப் சாரி பாட்டில் கிரீன் கலர்லேயும் இருக்குங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அவைலபிளா இருக்குங்க இன்டர்நேஷனல் சார்ஜஸ் இருக்குங்க 750 இந்த 750ல black color mix க்ரீம் கலரோட பிளாக் கலர் மிக்ஸாக இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டோனாக இருக்கும் அண்ட் பிளாக் கலர் மிக்ஸுங்கிறதுனால சேரீல கண்டிப்பாக black கலர் த்ரெண்டு விசிபிளாகுங்க விசிபிளாக இருக்கும் ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலும் அல்லது நீங்கள் புக் பண்ண சேரீ இல்லாமல் வேற சேரீ வந்தாலும் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணுங்க ஒரே வீடியோவாக இருக்கணும் கட் வீடியோவாக இருக்கக்கூடாதுங்க கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட் ரூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க கலர் பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி வாங்கிக்கோங்க சில கலர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஃபோட்டோலையோ வீடியோவிலையே கேப்சர் பண்ண முடியல ஸோ அந்த மாதிரி கலர்ஸ்கெல்லாம் வந்து ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்குதாங்க செய்யுது கலரில் அண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்யூர்ஸ் இருக்குது அதுக்கேற்ற டெக்ஸ்டர் தான் இருக்கும் த்ரீ ப்ரை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் தின்னாதாங்க இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்டாக இருக்காதுங்க இந்த சாரியுடைய நம்பர் ரெண்டு கலர்ஸ் இது வந்து செவன் பைவ் ஒன் பல்லுவன் ப்ளவு ஸ்டீல் பாடி ஆஃப் கிரீம் கலர்லயும் எல்லாமே ஒரே கலர்ல இருக்கக்கூடிய அப்படின்னா ஆரஞ்சு வித் Black மிக்சிங்க So So orange கூட black nal, black nal, black so, normal white mixer an, light black வந்து வந்து வந்து இதுமே light normal white அது இதே பிளாக் மிக்ஸ் ஆச்சு 753 இந்த செவன் பைவ் த்ரீல பல பிளவுஸ் கிரீம் கலர்லயும் இருக்குங்க இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்குது எங்க சென்ட் பண்ண சொன்னாலும் சென்ட் பண்ணி கொடுக்கறோம் இருக்கு இன்டர்நேஷனல் இருக்கு வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ் தான் அதுக்கு சாரி கூட பண்ணி புக் பண்ணுங்கன்னு சொல்லுங்க அண்ட் இதெல்லாமே ஹேண்ட்லுமேட் சாரீஸுங்கிறதுனால கண்டிப்பாக ஹேண்ட்லூம் மார்க்ஸ் இருக்குதுங்க சின்ன சின்னதாக த்ரெட்ஸ் தெரியுறது அண்ட் சரி ஒர்க்கில் வந்து Top and பாட்டமில் இருக்கக்கூடிய குட்டாள சரி தெரியுறது அதாவது வலி இருக்கிறது இந்த மாதிரி எதாவது வந்துட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஹேண்ட்லூம் Marks ஸோ அதுக்கு வந்து ரிட்டர்ன் பாசிபிள் இருக்காதுங்க உங்களுக்கு ஒவ்வொரு சாரீ கூடையுமே இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் வந்துடும் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வருணாங்கிற நேம் வருங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்